வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொன்னியின் செல்வன் பூங்குழலியாக நடிக்கிற ஐஸ்வர்யா லட்சுமி அவர்களின் அப்டேட் பார்க்க போகிறோம் ஸோ அவங்களோட அப்டேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பொன்னியின் செல்வனில் இருக்கிற சில அப்டேட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் இவங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்ன என்னென்னலாம் வச்சுருக்காங்க எத்தனை மொழிகளில் வச்சுருக்கிறாங்க எப்படி வச்சிருக்காங்க இங்கே பொன்னியின் செல்வனில் இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு அப்டேட் அதோடு சேர்ந்து பொன்னியின் செல்வனில் என்னென்ன அங்கங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒன்று பார்க்க போகிறோம் வாங்க அந்த அப்டேட் போவோம் சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் ஆஃப் த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஸோ விசாரித்து பார்த்ததில் வந்து மியூசிக்கும் இந்த இதுவும் சவுண்ட் மிக்ஸிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கான ஒரு ஃபைனலைஸ்டு வாங் அது வர்றதுக்காக வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அந்த அந்த க்ளோஸர் முடிஞ்சிருச்சினா ஃபிஃப்டீன் ஆஃப் த அந்த எல்லாத்தையும் போட்டு ஒரு ரீ ரெக்கார்டிங் பண்ணி திருப்பி திருப்பி அதை போட்டு பார்த்து எதேதெல்லாம் கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தானே ஒன்று போய்ட்டு இருக்கும் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ட்விட்டரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மார்ச் எயிட்டீன்த் வந்து கண்டிப்பாக ட்ரிபிள் ஆர் வந்து தியேட்டர்ஸ்லாம் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கொடுத்துட்டாங்கன்னா ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே சமயம் இல்லாட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி எயிட்டாக போகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் பொன்னியின் செல்வனுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல பிகாஸ் பொன்னியின் சொல்வனோட கம்ப்ளீட் பேக்கேஜ் முடியல அப்படிங்கிறது நல்லா தெரியுது ஸோ பொன்னியின் சொல்வன் அப்டேட்டும் அவங்க கொடுக்கல ஸோ பொன்னியின் சொல்வனோட அப்டேட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஒர்க்குங்கிறதே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் தாங்க ஸோ இந்த மியூசிக் முடிஞ்சிடுச்சுன்னா உடனே ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் ரெக்கார்டிங் போடுவாங்க பட் அது ஒர்க்கு பாதிக்குமேங்கிறதுனால அதை பற்றி எதுவுமே வந்து சொல்லாமல் போய்ட்டு இருக்காங்க இப்போ மனு செஞ்சு ஒரு ஃபாஸ்ட் சொல்லுவா இந்த ஃபுட்டேஜ் எடிட்டர் அவரோட ஸ்டேட்மெண்ட்லாம் வந்து நிறைய பேர் ட்விட்டரில் பேசிட்டு இருக்காங்க அவர் வந்து ஒரு வார் சீனை வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கிறார் கோப்ரோவை வச்சும் மேலே ஹெலி ஹெலி ஹெலிகாப்டர் வந்து கேமரா வச்சும் செவன் கேமராஸ் வச்சும் சூப்பராக பண்ணியிருக்காங்க ஜெய்கா டீம் வச்சு அது வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு இது கொடுத்துருக்காங்க அந்த மணி சார் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதை எல்லாரும் பார்த்திருப்பீங்க சோ எயிட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்குன்னா இன்னும் அட்லீஸ் ஒரு ஒன் மந்திர ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா இது மார்ச் என்னில் தான் இதோட ஹண்ட்ரட் முடியும்ப்டி பார்த்தீங்கன்னா ஏப்ரல்ல தான் வந்து ஆடியோ பங்கு வரும் அப்படி பார்த்தீங்கன்னா மே ஜூன்ல வந்து இவங்க எல்லா ப்ரொடக்ஷன் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க வச்சு பாத்தீங்கன்னா மே மந்த்ல தான் இந்த ப்ரொமோஷன் நடக்கும் ஐதராபாத் டெல்லி மும்பை ஹைதராபாத் சென்னை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மே ஜூனுக்கு வந்து இது வந்து ரிலீஸ் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஜூன் ஜூலையில் வந்து இந்த ரிலீஸ் வர்றதுக்கு என்னோடய கணிப்பு வந்து ஜூன் ஜூலையில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னால் இதுக்கு முன்னாடி இருக்கிற லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று ஒன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டு வருவோம்ல அப்படி ஒரு இது போட்டிங்கன்னா ஜூலையில் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வருது ஸோ இதெல்லாம் ஒன்று போக இதுக்கப்புறம் வந்து சியான் வந்து உங்களுக்கு தனியும் மகான் ரிலீஸு அடுத்தது கோப்ரா ரேப்பப் ஆக போகுது அது ரேப்பப் ஆகணும்னு டீடைல்ஸ் உங்களுக்கு தரப்போகிறேன் ஸோ மகான் பிப்ரவரி டென் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ மனு செஞ்சு அப்டேட் உங்களுக்கு கொடுத்தாச்சு நேராக ஐஸ்வர்யா லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க பூங்கொழியெலாம் நடிக்க போகிறாங்க இவங்க வந்து கராபி அப்படிங்கிற ஒரு ஐ உள்ள ஒரு ஐலாண்டில் நம்ம வந்தியத்தேவன் கார்த்தி அவர்களோடு சேர்ந்து போன ஒரு ஒரு ஷூட்டிங்கை தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அது வந்து அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் தான் இந்த பூங்குழிலேருந்து ஆரம்பிச்சி ஐஸ்வர்யுமிலேருந்து ஆரம்பிச்சது யார் பூங்கொழியில் யார் பூங்கொழின்னு கேட்டுருக்கோமோ ஃபஸ்ட்டு லீக்கான விஷயம் வந்து பூங்குழலியிலே ஐஸ்வர்யுமி யார் அந்த ஐஸ்வர்யலுமி அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டுருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொன்னியின் சொல்வன்லையே இருக்கிற ஆக்டர் ஆக்டர் ஆக்ட்ரஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான ப்ராஜெக்டை அடுத்தது வச்சிருக்கிறவங்க அடுத்தது சியான் விக்ரமமுக்கு அடுத்தது வந்து சியான் விக்ரமக்கு மேலேயே வந்துடுறாங்க சியான் விக்ரமம் மொத்தமாகவே நாலஞ்சு தான் வச்சுருக்கிறாரு இவங்க வந்து பார்த்திங்கன்னா பொன்னின்னு சொல்வன் இல்லாமல் மொத்தமாக அஞ்சு வச்சுருக்காங்க ஒன்று வந்து தமிழ் ஒன்று வந்து பேன் இண்டியா மூவி மூணு மலையாள படங்கள் வச்சிருக்காங்க ஒரு வெப்சீரிஸ் வச்சிருக்காங்க எப்போ தாங்க முடியலை என்னடாது இவ்வளோ ப்ராஜெக்ட் கையில் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் கோட்ஸே அப்படிங்கிற தெலுங்கு படம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ்க்காக வெயிட்டிங் வாய்ப்புண்டு வச்சிருக்காங்க மூணாவது மலையாளத்தில் ஒரு சூப்பர் இப்போ ரொமான்ஸ் மூவி நம்ம நிவின் பாலை கூட வச்சு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான இன்ஃபர்மேஷன் எதுவுமே வரலை ஆனால் அதுவும் வர போகுது சிக்கூடிய சீக்கிரத்தில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க அப்புறம் அர்ச்சனா தேர்ட்டி நாட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு மேபி நம்ம ஜோதிகாமன் நடித்த மாதிரி ஒரு படம் வந்து ஒன்று அர்ச்சனா தேட்டி ஒன் நாட் அவுட் அந்த மாதிரி ஒரு படம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதுவும் காமெடி என்டர்டெயின்மெண்ட் படமாக வரும் குமாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு த்ரில்லர் செக்மெண்ட்டில் ஹாரர் செக்மெண்ட்டோ த்ரில்லரும் எப்படின்னு தெரியல ஆனால் குமாரி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாக வர்றாங்க ஸோ இந்த மூன்று படங்கள் எப்படி பாருங்கள் த்ரில்லர் ரொமாஸு ஒரு காமெடி மூன்று மலையாள படங்களை கையில் வச்சுருக்காங்க ஒரு தெலுங்கு படம் ஒரு தமிழ் படம் சொல்லிட்டேன் ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு வெப் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அறிவழகன் வெங்கடாச்சலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேரக்டர் ஒருத்தர் இவரு வந்து ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க அந்த வெப் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இதுவரையும் யாரும் டச் பண்ணாத ஒரு ஜேர்னல அது பைரேசி இருக்குன்னு பார்த்தீங்களா ஆல்ரெடி ஒரு படம் வந்துருச்சு மலையாளத்தில் அதே வந்து வெப்சீரிஸாக தமிழ் ஸ்டாக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம் வெப்சீரிஸ் ஒன்று எடுக்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து மெயின் ஹீரோயினாக இவங்க வர்றாங்க என்ன மாதிரியான கேரக்டர் அப்படிங்கிறது தெரியல மேபி போலீஸாக இருக்கலாம் சிஐடியாக இருக்கலாம் ஸோ இவ்வளோ பயங்கரமான ஒரு ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை வச்சிருக்கிறேன் ஐஸ்வர்யா லக்ஷ்மியை பற்றி நம்ம தெரியாமல் இருக்கும் ஸோ இவங்க பொன்னியன் செல்வன் ஒன் அண்ட் டூவில் மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க ஒன்ல மட்டும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பூங்கு வழியாக இவங்களோட ஃபர்தர் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இவ்வளோ தான் செல்வன் இவ்வளோ பெரிய அப்டேட் இருக்குது இந்த அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் இன்றைக்கி ஆறு மணிக்கு சியான் அப்டேட்னு சொல்லிட்டு சியானோட மகான் படத்தோட சகை சிங்கிள் சிக்ஸ் பிஎம்க்கு வெளியில் வருது இதுக்கப்புறம் நாலாம் தேதி நம்ம பிப்ரவரி நாலாம் தேதி வீரமே வாகை சூடும் படம் ரிலீஸ் ஆக போகுது இன்னைக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் அசோக் செல்வன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு பிப்ரவரி மார்ச் இருபத்தஞ்சு டான் படம் அதாவது சிவகார்த்திகனோட டான் படம் ரிலீஸ் ஆகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ இவ்வளோ கன்ஃபார்ம்டு மூவிஸு இதுக்கு நடுவில் எப்போது வலிமை ரிலீஸ் ஆக போகுது எப்போது வந்து இந்த படம்லாம் சர்தார் இதெல்லாம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது ஒன்பை ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் அடுத்த அப்டேட்டில் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காமன் மேன் பண்ண மறந்துடாதீங்க Bye.